once once once more, once more, once more என்னில் வந்து நீ இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் நீங்களும் அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கேன் மாஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பெக்ட் ரேஷோவில் பதினாறு ஸ்ட்ரெட் ஒம்பதுனு இருக்கோ அதை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுன்னு இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு மேலே இண்டாப்ஷன் காட்டாது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தப்பி ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டாது நீ கொடுத்த பிறகு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்த பிறகு நீங்கள் அதேமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் எப்படி காட்டுது இதே மாதிரி தான் காட்டும் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோமாரிருக்கும் அதான் உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுறேன் நான் இந்தளவுக்கு செட் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்படின்னா பார்க்கறதுக்கு செம் சூப்பராகும் ஓகேங்களா இந்தளவுக்கு செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு இதை வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அடுத்த பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போறாரு அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அதுக்கு லேயர்ல போய்ட்டு மீடியால போய்ட்டு டவுன்லோட்ஸ்ல போய்ட்டு அந்த பிएनजी இமேஜரிங்க எடுத்துக்கீங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்க அது மேல ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நான் எந்த இடத்துல செட் பண்றனோ அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணுங்க அப்பதான் பார்க்கிறதுக்கு சம சூப்பரா ஆகும் ஓகேங்களா நான் இந்த இடத்துல செட் பண்றேன் ஓகேங்களா செட் பண்ணிட்டு ஓகேங்களா இப்போ இந்தளவுக்கு செட் பண்ணுங்கள் செட் பண்ணி இது வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகெய்ன் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அகெயின் இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி கூடாது இதே மாதிரிதான் காட்டும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரோ ஆப்ஷன் இருக்குது அது பண்ணி ஜூம் பண்ணிங்க அப்படி ஜூம் பண்ணிட்டு இந்த கார்னரில் கீழே செட் பண்ணுங்க ஓகே நான் எப்படி செட் பண்ணுறேன் அதேபடி செட் பண்ணுங்க அப்படி தான் பார்க்குறதுக்கு சமையாக இருக்கும் இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வீடியோ எடிட் எண்டு தக்க அப்படியே ட்ராக் பண்ணி ஓகேங்களா வீடியோ எண்டு தக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுவிட்டு மேலே ரைட் ஆஃப் ரூபா நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுவும் பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜாக இருக்கணும் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் செமையாக இருக்கும் ஓகேங்களா அந்தளவுக்கு இப்படி செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இதை வீடியோ எண்ட்டுக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆஃப் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகின் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கு நீங்கள் லேயில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இன்னொரு இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அந்த இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இது இந்த இடத்துல உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஜூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு Ini dah lalu pun ingin set penengahkanlah okay, இந்தளவுக்கு நான் செட் பண்ணுறேன் செட் பண்ணிட்டு இது வீடியோ என்க்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு அது நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்லைட் லெஃப்ட்டு இருக்கு ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு மியூசிக் பார் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் நான் டிஸ்க்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணுங்க மேலே கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல செட் பண்ணு அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷனுக்கு அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு கலர் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது எடுத்த பிறகு நீங்கள் வலைசு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க அகை நீங்கள் அந்த டெப்லெட் மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வளசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன் அப்லோட்ஸ்ல போய்다 நீங்க எடுத்துக்கங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்க வலது பக்கம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனா அதுல ब्लெண்டிங் இருக்கு ஓகேங்களா அதை நீங்க সিলেক্ট பண்ணுங்க সিলেক্ট பண்ணிட்டு அதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கனா அதுல ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்க সিলেক্ট பண்ணுங்க সিলেক্ট பண்ணிட்டு மேல இருக்க অপஷன்களா அதை நீங்க கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகை நீங்க அது மேல ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் கிராப்பின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க தூக்கி ரிமூவ் பண்ணிக்கங்க ரிமூவ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப் சொன்னிருக்கோ அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு லைட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த லிரிக்ஸ்ஸுடைய லைன் வரும் ஓகேங்களா லைன் வந்த பிறகு நீங்கள் அந்த இதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அந்தளவுக்கு இப்படி ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜூம் பண்ணிட்டு இந்த பார் மேலே நீங்கள் எப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் செம சூப்பூப்பூப்பூப்பூப்பாகும் ஓகேங்களா நான் இந்தளவுக்கு செட் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது மியூசிக் பார் மேலே நீங்கள் செட் பண்ணுங்கள் ஓகே செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷனுக்கு அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ ஃபைனல் ஒரு ப்ளேபோன் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தரவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வளர்ச்சியதை பார்த்திங்கன்னா பாக்ஸ்மாக இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க அக்கே நீங்கள் அந்த டெப்லெட் மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வளர்ச்சி ஸ்க்ரோல் பட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கேட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு நீங்கள் அக்கே நீ அது மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு இது வீடியோ எட்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்ட பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் பிறகு இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிளே பண்ணி பாருங்க உயிர் உருமாதை காதல் செம சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் செட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆறு மாதிரி இருக்கா அதான் டவுன்லோட் ஆப்ஸாக அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் உங்களுக்கு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்து வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய்